மாது மைய பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வேதவசனத்தின் வசனத்தின் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டு வந்தது குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் தெரிந்தவண்ணமாக என்ன சொல்லுகிறோம் இந்த பலத்தின் மாதத்தில் ஆரம்பித்திலிருந்து எனக்கு இந்த பலத்தை குறித்ததான மிகவும் அதற்கு நீ எப்படி பேசுவேன் சொல்ற மாதிரி சவால் விடுகிற அநேக காரியங்கள் அநேக காரிய கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை நிற்பதற்கு அது அவருடைய பலனை அல்லாமல் வேற ஒன்றுமில்லை இந்த மூல வசனத்தை எடுத்து நம்ம எல்லாரும் அறிக்கை பண்ணுவோமா எல்லார சேர்ந்து நம்ம எல்லாரும் அறிக்கை பண்ணுவோம் வாசிங் சேர்ந்து மூன்று முறை அறிக்கை பண்ணுவோமா லிப்ட் ஆன்ஸ் அண்ட் சே எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம் த்ரீ எல்லாத்தையும் செய்ய என்ன வேலைப்படுத்துகிறேன் எல்லும் செய்ய எனக்கு பெலம் இந்த கால வழியில நாம் பார்க்க போகிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி நான் உங்களுக்கு கொண்டு வர ஆண்டு உதவி செய்திருக்கிறார் இந்த காலவழியில உங்களோடு கூட நான் பேச போகிற தலைப்பு என்னவென்றால் பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் பலப்படுத்துகிற கிறிஸ்து STRENGTHENING CHRIST ஒரு தேவ பிள்ளையுடைய இந்த கால விலையில நான் உங்களோடு கூட ஒரு மூன்று பாயிண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்க்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன் இந்த ஸ்ட்ரென்தனிங் கிராய்ல மூன்று காரியங்களை அல்லது மூன்று இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் குட்டிப்பிள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி எல்லாருக்கும் தேவையானது என்ன So, the first thing is, every man needs strength. Do you have any opinion on this? Every human being. Do you say that man or women? Together, as a human being, everyone needs strength. If you have to stop the cycle, and you have to stop the cycle, and you have to stop the cycle. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது பேர் என்ன சொல்லுவோம் அந்த கல்லு வண்டி மாதிரி இருக்குமே ஓக்கரா குட்டியான அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அது அது இல்லையா அப்போ அந்த அந்த அதுலருந்து ஒரு பிள்ளை எடுந்து நின்று அதில் ஓக்கரில் வள நடக்கும் பொழுதுலேருந்து சைக்கிள் ஓட்டம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நமக்கு அது ஸ்ட்ரென்த் தேவையா ஒரு தாய் தன் பிள்ளைய கை கொடுத்து நடக்க வைக்கிறதுல இருந்தும் ஒரு பாட்டி தள்ளாடுகிற வயதில் கேட்கும் போது அதே பிள்ளை பாட்டியோட கையை பிடித்து நடக்கிறதுக்கும் ஸ்ட்ரென்த் தேவரி ஒரு ஆழமரத்தினுடைய விதைக்குள்ளாக அந்த ஆழமரத்தினுடைய பலன் அடங்கியிருக்கிறது ஒரு வேப்ப மரத்தினுடைய பலன் and the Vepo Marathon and the Vipo Marathon and the Vipo Marathon Because God has created that seed with that strength That's why one man who will be in the world and who will be in the world Come on, are you there with me? Yes. God has promised that and when we created that world நமக்குள்ள ஒரு அழகான சில நேரத்தில் சேர்ந்து செயல்படுகிற மூன்று பரிணாமங்களை சாப்பிடுற காரியங்கள் அவைகளை ஊக்குவிக்கிறது தவிர மனிதனுக்குள்ளாக ஒரு சீக்ரெட் ஆக அல்லது உருவாக்கப்பட்ட இந்த ரகசியத்தில் முன்பித்த ஒரு ஆய்வுல படித்திருக்கிறேன் கொஞ்ச நாள் இப்போ விலவாசல ஏற அது எவ்வளவு ரூபாய்க்கு ஆயிருக்குமா தெரியல ஆனா அதில் நீங்க நினைச்சு பாருங்க இந்த ஜுரம் வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் இங்கெல்லாம் ஆரம்பிச்சது ஒரு மாதிரி நம்னஸ் உடனே பிள்ளைங்க சொன்னா ஆனால் விட்டமின்ஸ் கம்மியாயிடுச்சு நான் உங்களுக்கு மினரல்ஸ் கம்மியாயிடுச்சு சீக்கிரம் ஏதாவது செய்யணும் ஜஸ் கொஞ்சம் நாள் அதை கொஞ்சம் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அந்த நம்னஸ் அந்த விறுவிறு இல்லை நான் லாஸ்ட் வீக் ஐ வாஸ் கோயிங் இன் டூ வெரி பிக் ட்ரபிள் என்னோட உடம்புல சூடாகி வயிற்று பகுதியில் பயங்கரமான பெயினோட இருக்கேன் என்னுடைய அருமையான ஒரு நண்பர் கால் பண்ணி அத சொல்லும் பொழுது பிரதர் நீங்கள் இதை சாப்பிடுங்க இதை ரெண்டு மூணு காரியங்கள் சாப்பிடுங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து சாப்பிட்டா இது சரியாயிடுமா அப்படின்னு நினச்சோம் ஆனால் சாப்பிட்ட அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் கஷ்டப்பட்டு அப்படியே போயிடுச்சு ஒரு காரியம் நமக்கு கொடுத்திருக்கிற அல்லது நம்ம உண்டாக்கும் பொழுதே நம்ம எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாக இருக்கு இந்த ஆராதனுடைய முதல் பாடல்ல நம்ம அதுதான் பாடு என்ன பாடணும் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியுதே என்ன அழகா எழுதியிருக்காரு ரத்த குழாய்கள் கண்கள் செவி வாய் மூளை முடுக்குகள் எல்லாமே என்னோட மூட்டு வேலை எல்லாவற்றிலும் தேவனுடைய பெலன் இருக்கிறதுனாலதான் நான் இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லாமா என்ன தேங்க்ஸ் எத்தனையோ பேர் நம்ம என்ன பண்ணோம் கிட்னி ஃபெய்லியர் ஆன பிறகுதான் நம்ம யோசிக்கிறோம் நீ எனக்கு <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> but there is a strength in each part each organ what god has created the 6 45 paisa le da namm inda aatam la aadi irukpondav inda oatam inda aatam paatam illa agala or pidanum anikku or sagudri ki paathina konjam mic vandirchi naanga poi pakkathil irukku paakumbodhu ஒரு டாக்டர் ஒரு ஒபீனியன் சொல்றாங்க All of us are saying to all of us, for this strength, all of us are saying thank you for all of us. Come on everybody. Thank you Jesus. Say in your internal organs, the whole of us are saying thank you for all of us. For all of us, we are saying thank you for all of us. Everybody thank you Jesus thank you for your strength thank you for creating that strength in us in the strength and ange innum andure pechukolla udhavi seinga pa thank you Jesus come on everybody celebrate the lord's strength irandaudu நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இந்த ஸ்ட்ரென்த் இருந்தாலும் ஏற்படுத்திய நாம் வளர்கிறது நாம் எல்லாத்துக்குமே என்ன உருவாக்கப்படுகிற ஒரு ஸ்ட்ரென்தனிங் எவ்ரி மேன்ஸ் சொல்ல every man needs strength right you all agree right we all celebrate it we said thank you second every person requires strengthening true or false yes விதைக்குள்ளது ஒரு நாட்டு சட்டம் ஒரு மனிதனை என்ன பண்ணது வலுப்படுத்துகிறது சட்டம் ஒரு மனிதனை என்ன பண்ணுது வலுப்படுத்துகிறது உங்களுடைய higher you'll be higher why many of them are losing strength? because they are not exercising they are carrying the belly fat why they are losing strength? because excess of burden on the wall it is bulgy ஒரு பண்ணி என் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் தன்னுடைய குட்டிகளுக்கு தன்னுடைய குஞ்சுகளுக்கு இந்த ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸைஸ் சார் தெளிவாக அதுக்குள்ளே ஸ்ட்ரென்த் இருக்கிறது தெரியும் அது அந்த ஃபேமிலியில் பிறந்ததுனால அதுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் பண்ணாமல் அந்த ஸ்ட்ரென்த்து பல ஆகாது அது அது உபயோகமாக்க முடியாது என்பது இந்த ஸ்ட்ரென்த்னிங் எக்சைஸ் அழகாக கொடுக்குற ஒரு மிருகம் தான் எதிர்க்கலாம் ஸ்ட்ரென்த்துக்கு பெயர் போன ஒரு மிருகம் கழுகு ஈக மேல்குதிய பஞ்சியில் பஞ்சு பஞ்சியும் மிக சாஃப்டான லகுவான காரியங்களில் மெல் அதுக்கு கீழே கொஞ்சம் அதுக்கு இலைகள் அதுக்கு கீழே குச்சிகள் அதுக்கு கீழே முட்கள் இருக்கும் இந்த குற்ற கழுகுகளுக்கு அது இறை கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட்டு டே வாயை திறந்து கொடுக்கும் எல்லாம் உணவு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் போக போக ஃபீட் பண்ணிகிட்டே இருப்போம் வளர்ந்து வரும் பொழுது இந்த கழுகு பாருங்களேன் ஓ மை ஜீசஸ் ஒரு ஒரு கழுகுக்குள்ளேயே ஆண்டர் இவ்வளவு அழகான காரியத்தை வைத்திருப்பார் என்றால் என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரியை வாலிப தம்பி தங்கச்சியே நீ நினைச்சு பாருங்கள் தேவனால் படைக்கப்பட்ட நமக்குள்ள இந்த ஸ்ட்ரென்த்தும் ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸும் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கும் பொழுது அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது முனைக்கு கொல்ல அந்த இறையை கொண்டு வந்த அந்த குஞ்சாப்பு வரும்பொழுது முதல் இப்ப என்ன ஆயிடும் இப்போ கம்ஃபர்ட் ஜோன் போன உடனே என்ன ஆகுது குத்த ஆரம்பிக்குது பாடியை குத்தும் பொழுது நல்லா கவனிங்க கடைசியா தளிச்சு அப்படியும் மாறலனா அந்த கூட்டையே களைச்சிடும் அந்த முட்களும் எல்லாம் களைச்சி இந்த கழுகு கொஞ்சம் கீழே விழும்பொழுது உனக்கு காக்கையினுடைய உடந்தையாக எழுதப்பட்டு இருக்கிறது இருக்கு அவரையும் இருக்கா உபத்திர வரும் நிந்தைகள் வரும் அவமானங்கள் வரும் உங்களால் எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும் பட் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை உலகத்தை என்ன named the பிள்ளைகளாக ஒரு கிறிஸ்துளாக الذي యేసుவின் பிள்ளையாக இருப்பதுனாலே என்ன 그죠 you are easily access to the strength of Christ and strengthening exercise of Christ come on everyone i told you you are a vibrant thing you are not here to keep your hands like this மடக்கிနေக்கிறது இல்ல கொண்டாடுற பிள்ளைகளாக இருக்கணும் hallelujah இந்த ஸ்பெஷாலிட்டி இல்ல simply named the பிள்ளைகளாக இருக்கனால you are not exception for all this weakness வராதே vyadigal varadai belavinangal varadana illa ivugal ellaam varum anal what is a speciality because you are born in christ family because you are born in christ because Je you are the son of jesus christ what happens you are given access to the strength and strengthening exercises come on, everyone <laughs> that is why போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உடம்பளவுல ஒரு பெரிய வியாதி அதாவது பதினாலு வயதுல இருந்தே அவங்களுக்கு குணமாக்க முடியாத ஒரு ஜரம் இருந்தாலும் அவர்கள் குஸ்டரோகிகள் மத்தியில வேலை செய்வதற்காக அழைக்கப்பட்ட பொழுது துணிந்தது அதுதான் கிறிஸ்துவின் பெரன் ஏனென்றால் நாம் நான் நமக்குறவின வாழும்படியுதா தெரியல பட் விளங்குனவர்களுக்காக நன்றியிருக்கிறேன் நான் மார்ச் சொல்லாம் தேதி என்னென்ன வேலைகள் தரமா இருக்கு அப்ப நினச்ச மாதிரி காப்பி எடுக்கிறோட்டோ காப்பியோ ஸ்கேனிங் என்னென்ன that اللغه grammar and much of his punjabi yeah years work of marchman how the ramayana etunudeya vilakavuriyum adunoda translationum advanced dictionary of sanskrit and its indian cognates 1400 reams of english paper all this were burnt idellam kai pada avrude kai pada edudhu ninglum nanum na enga poi irkom what you have done what you have done nanachiparunga ivlo translation panni eludipatta patta dei or neruppu etana varsham 6 varshathinude kadina ulaippu or nimishathile poi irchu but he never give up he found the strength in christ அதனாலதான் அவர் என்ன பண்ணபடியும் சொல்லுகிறார் மறுபடியும் யாருமே செய்யாத ஒரு மகா பெரிய மகத்தான வேலைய ஒரு சூக்கிற தொழிலாளியின் மகன் என்று அடையாளம் காட்டப்பட்ட வில்லியம் கேதை செய்வதது எதனால கிறிஸ்துவின் வெள்ளத்தினால் என்ன தெரியுமா எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தி ரெண்டு மொழிகள புலமை பெற்றவர்கள் யாருமே இருந்திருக்க முடியாது 42 indian languages and for some of the indian languages he gave a grammatical expression he gave the literal expression for some of the some of the indian languages that is the strength of christ that is the strength of a godly person என்னோட பார்டு காரணம் என்னவென்றால் என் பெலவீனத்தில் அவருடைய விளங்க செய்து கொண்டே இருக்கிறார் நினைச்சா a a a strength of of Christ which strengthens me me and brings me out of this things hallelujah. hallelujah what a great what a great great testimony 23 இருக்கும் பொழுது மிகவும் இளம் வயதுல உங்களுக்கு நான் பெங்கால் தேசத்துல அவர்கள் ஒருவர் அடைத்திருக்கிறார் இரண்டாவது முறை தட்டியிருக்காங்க அவரை பார்த்துல என்று சொல்லி மறுபடியும் மூன்றாவது முறை தட்டியிருக்காங்க இன்னும் இவ போலியா இன்னும் இவன் வந்தியா என்ன பண்ணும் என் பிள்ளைங்களுக்கு தான் சொல்றீன்னு என் பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு மறுபடியும் இந்த கையை நீட்டினாங்களாம் இது எனக்கு குடுத்தீங்க இதை நான் வச்சுக்கிறேன் என் பிள்ளைக்கு தா என்று சொல்லிட்டு மறுபடியும்மா கையை நீட்டினாங்களா போயிட்டு மறுபடியும் அவங்க கல் நெஞ்சு கதை போயிட்டாங்க அது சும்மா விடுமா அந்த இரவு தூக்கம் வரல காலையில அந்த பெண்மணி யாரு எங்க இருக்காங்க எதுக்காக பிள்ளைக்கு வேணும்னு சொன்னாங்க பாக்கிறதுக்கு ஒரு நல்ல பெண்மணியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய வண்டி ஓட்டுகிற அந்த குதிரை வண்டி ஓட்டுற கேட்டு அட்ரஸ் வாங்கி என்னை கூட்டிட்டு போன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அவன் ஒரு ஒரு சிறு சந்துன் வழியா கொண்டு போறானா நல்லா தெரியுமா அவங்க இங்கதான் இருக்காங்க ஆமா இங்கதான் இருக்காங்க போய் பார்த்தா லெப்பஸ் வாசல்ல உட்காந்துட்டு இருக்காங்களாம் வரவேற்கிறதே லெப்பஸ் வள வரவேற்கிறாங்களா நடந்து உள்ள போது அந்த புண்களை பார்க்கும் போது ஆரம்பிச்சு என் பிள்ளைங்க தன்னுடைய ஆஸ்தியில பெரும் பங்கை எழுதிச்ச சொல்றேன்னா அவர்கள் திட்டும் பொழுது முகத்தை காட்டும் பொழுது நிந்திக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரென்த்து அந்த சகிக்கிற அந்த வெளிப்படுத்த முடியாது அந்த we see the strengthening exercise so so you have seen the three statements every man needs strength every person requires strengthening no christian is exception to both of this day but we are privileged to have the strength and strengthening access உங்களுக்கு Cisco.. கடமைக்காக படிக்கிறதுக்காக படிப்பாங்க முப்பத்தி எட்டுல ஆண்டோராக வேத வசனத்துல நீங்க என்ன பண்ணுங்க ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்கிறது ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் வேதத்தை வாசிக்கிறீங்களோ தியானிக்கிறோம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே நம்ம கடமைக்காக படிக்கிறோம் ஒரு வசனம் படிக்கிறவங்களை என்ன பண்ணுங்க நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த ஜப ஐக்கியம் ஜபம் என்பது கம்யூனிகேஷன் வித் காட் ஜபம் என்பது நீங்கள் தேவனோடு பேசுகிற உறவாட்டுகிற நேரமே அந்த ஜபம் நேரம் வந்து உங்களை பண்ணுகிறதாக இருக்கிறது தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தானியலுடைய வாழ்க்கையில் அந்த ஜபம் அவன் ராஜாவினுடைய கட்டளைக்கு மாறாக இருந்தாலும் அவன் வழக்கம் கூட மூன்று வேலை ஜபிக்கிற மனிதனாக இருந்தான் இருக்கிறது என்ன பண்ணாரு தினமும் மூன்று வேலை ஜபிக்கிற மனிதனாக இருந்தார் நிறைய பேருக்குடிப்பை தான் இந்த ஜபத்திற்கு அடையாளமாக இருக்கிறார் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்து பதினோராம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் முன் செய்து வந்தது போல தினமும் மூன்று வேலையும் என்ன பண்ணாங்கன்னா முன்பாக முழங்கார ஜபம் பண்ணித்திரம் செத்தின பவுலும் சிலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது என்ன பண்ணினாங்க சிறைச்சாலையின் வேதனையில் The more you receive the Spirit of Jesus, the more you are strength. That's why we are in a moment of honor and honor. In the book of Philippi, the first time we read about Philippi, the first time we read about Philippi, the first time we read about Philippi. செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் ஆவியால நாம் ஸ்ட்ரென்தன் பண்ணப்படுகிறோம் முதலாம் அதிகாரம் வசனம் உதவியினால சொல்லுங்க நாடுறீங்க பரிசத்தை சொல்றாரு அது உங்க ஜபத்தினாலும் உதவியினாலும் அப்பேசு கிறிஸ்துவின் செய்ய முடியாத காரியங்களை எதிர்கொள்ள முடியாத காரியங்களை எதிர்கொள்ள வைக்கிறது இந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவி பெற்றபடியினாலதான் எல்லாரும் கல்லறிந்த போது ஏசு கிறிஸ்து செய்த அதே கருத்து செய்தான் பிதாவே இவர்களை மன்னிம என்று சொல்ல முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை ஊப்பு அவன் எழுந்து ஓடல கல்லறிந்து கொள்ளும் பொழுது எழுந்து ஓடல திடல พระเจ้า is said ivargalai manniya pidavi endru cheli tan aaviyai pokutthan hallelujah because jesus christen aavi avana kudavi seigiradaga endrad halleluya inda kaala velila kuda enne belapaduthura christuvinale ellathum seye yeah. enakku bela nundi endru solugira arikkapadungra upper deiva pidayilukkum inda kaala velila because you are born in christ you have an access to the strength and yeah. strengthening exercise inda strengthkum namak access irukudhe inda strength irukudhe appo nama இந்த ஸ்ட்ரென்த்தை எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுகிறோமோ அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் படுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம வெளியே கொண்டு வர முடியும் அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லப்பட தேவன் இந்த உலகத்தில் நம்மை கொண்டு வந்த ஒவ்வொருத்தரை குறித்து தேவன் ஒரு அண்ணாதி நோக்கத்தை வைத்திருக்கிறார் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே என் வாலிப வயத்தில் நான் சனிக்கிழமை தூங்கினதே கிடையாது சனிக்கிழமை முழுவதும் ஜெபித்திருக்கிறேன் சனிக்கிழமை முழுவதும் தேவ சமூகத்தில் இருந்திருக்கிறேன் இது என்னுடைய பலன் அல்ல தேவனுடைய பலன் அலல்லூயா இன்னைக்கு எத்தனை பேர் உங்களால் நீங்கள் அப்படி சொல்ல முடியும் என்னால் செய்ய முடியாததை என்னோட தேவனுடைய பலத்தினால் செய்ய முடியும் அதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த் அல்லூயா தட் இஸ் பெர்ட் வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் அவர்கள் தங்களுக்குள் இருக்க பலத்தையும் தங்களுடைய ஞானத்தையும் தங்களுடைய தங்கள் தாங்கள் இந்த உலகத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிற ஞானத்தையும் அதனால தான் இன்றைக்கு வாசித்தோம் சங்கீதத்தில் சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மைப்பட நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்து மேன்மைப்பாடு ஏனென்றால் நம்முடைய ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் அவருக்குள்ள இருக்கிறது அந்த ஆக்சஸ் தேவன் நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார் எல்லாரும் தீர்மானம் வேதத்தை நான் சாதாரணமாக படிக்கமா தாண்டு விட ஜெபிக்கிறது கடமைக்காக பண்ண மாட்ட உடைய ஆவின் உதவிய நான் இன்றிலிருந்த நாடுடன்